ஹாய் காய்ஸ் இது எதுனா அந்த கோஸ் விடியோ இருக்குல்ல அதோடய தேர்ட் பார்ட்டு மூணாவது பார்ட்டு இதோட ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டு பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அங்கே போய் பார்த்துட்டு வந்து கூட இதை பாருங்கள் இல்லைனா புரியவே புரியாது ஆச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னன்னா அன்றைக்கி நாங்கள் ஓடணும் உள்ள ஒரு கெண்த்தை பார்க்காம அந்த கெணத்தில் சவுண்டு வந்து சொல்லணும்ல அந்த சவுண்டு என்ன சவுண்டு அப்படின்னு இன்றைக்கி போய் நாங்கள் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் எப்படி இருக்கேன்ட்டு இப்போ பதினொன்று நாங்கள் ஷார்பாக பதினிக்கு போகலான்னு இருக்கோம் போகும் போது போய் எடுக்கிறோம் பாருங்கள் பாய் பாய் ஜாய் அது கிளம்பிக்கோ கூட தான் யா கிளம்பி போயிட்டே இருக்கோம் நாங்கள் அந்த இடத்துல போயிட்டு ஏற்கனையோட்டி நின்று பார்த்தீங்களா அந்த இடத்துல போயிட்டு திரும்ப பண்ணுறேன் அது வரைக்கும் நான் கொஞ்சம் பசங்களா பாய் அதுக்காக நாங்கள் வந்துவிட்டோம் பட்டு இன்டர்ட் தான் நாங்கள் போக போகிறோம் ஸ்ட்ரைட்டாக அப்படியே போய் அப்படியே ரைட்டில் எடுத்துப்போம் அவ்வளோதான் ஸ்ட்ரைட் நாங்கள் தான் போக போகிறோம் வாங்க போகலாம் நான் பிரிண்ட் கேமரா வச்சுக்கிறேன் ஓகே தான் போகலாம் சிவா சொல்ற வா வா பேக்கில் லை லைட் இருக்கும் எடுத்துனாச்சுவா பேக்கில் லைட்டு இந்த வேறு போகலாமா கொஞ்சம் சந்தாக இருக்குதே அங்கேவா லைட் என்கிட்ட கூட கட் பண்ணியா என்ன சவுண்டும் தெரியல அது செல்ல ம் சுகா அது கட் பண்ணாத அது அப்படியே லைன்லயே ஏத்து அப்படியே பாணி பாத்துக்குறேன் கட் பண்ணு கட் பண்ணு கட் பண்ணட்டியா ப்ளே பண்ணு ப்ளே பண்ணாத ப்ளே பண்ணு ப்ளே பண்ணு ப்ளே பண்ணு ஃபர்ஸ்ட்ல இருந்தா ஆமா ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ளே பண்ண வேண்டியது கட் பண்ணவே பண்ணாத ஓகேவா பின்னாடி சூது போய் எடுக்குது என்னடா அது போடா ஆமா கட் பண்ணாத போன் போன் குறசி வா நல்லா கால் பண்ணு லே பே லே ஃபண்ட்ட ஆரம்பமே கொஞ்சம் கமக்கலமாக இருக்குது வா வா வாங்க போகிறேன்னு எனக்கு வந்து தெரியல ஏன்னா பிறந்து போதேது ஃபுலக் ரைஸ் அப்படி போ போ கொஞ்சம் ஏன் கொஞ்சம் பக்கத்தில் வாடாச்சிவா பக்கத்துல வாடா அம்மா தூத்துக்குறேன் பாவிப்பையில் ஆ அவ்வளோ டிஸ்டன்ஸ்லேயே வாடாடி பட் இதுதான் அந்த படிச்சு பங்களாலேண்டா சத்து படம் வாடா யாருன்னா வந்துக்கிற மாதிரியும் தெரியல வந்த மாதிரியும் தெரியும் என்னோட புதுசாக இருக்கு பட் இப்போ அந்த கெந்தாண்டதான் இருக்கும் பட் உங்களுக்கான டீட்டெயில்ஸை இப்போ கிளியர் பண்ணிவிடுவோம் ஏன்னா அதே மேலே ஏன் எங்கள் கட்டில் ஏன்னா கரெக்டாக இருக்கும் டாப்பா இருடா மேலே ஏரியா எப்பா மேலே ஏரியா தான் இருக்குது கரெக்டாக இருக்கும் ஃபுல் வியூ காட்டணும்ல உங்கள் ஒரு கல் இருந்துச்சு